நீட உண்டி தடுமாறு அல்லாவின் தவறாத நீதி தினம் மாநிலம் அழிந்து மாந்தர்கள் எழுந்து பாஷர் மைதானத்திலே மாஷர் மைதானத்தில் நீட உந்த நீ தடுமாற அல்லாதவறாத நீதி தினம் மாநிலம் அழுது மாதர்கள் எழுது மழர் மைதானத்திலே மகசர் மைதானத்திலே hum chan laagi <laughs> nalzaa unhum meeli allah neer valindoo hum chan laagi nalzaa unhum meeli allah neer valindoo mai maran deera மதி மாறங்க மதி மாறுவங்க சுடரு அவைங்க மாநில வாழும் கனவாக தூத மாசர் மைதானத்தே மைதானத்திலே உள்ள தடுமாறு அல்லாவி தவறாதீ தினம் மாநிலம் அடிந்தே மாந்தர்கள் எழுந்தே மாஷரு மைதானத்திலே மாஷரு மைதானத்திலே வல்லவள் வழி மாயிராகலாமா vanjagam nam vaali sadamaam vallavan vali maari veenagalaama vanjagam nam vaali sadamaam vallavan muli keeti urangidhal nan ललंगो ननबै तुम तिनबै को एळुवार ननबै तुम तिनबै को वळंगुवार नीजी महाशर्मई दानतिले पाशर्मई दानतिले விலகுவார்கள் பெற்ற வேதனை நாம் கொண்டு அழுதிடும் போதி விலகுவார் உத்தார்கள் பெற்ற மறுமையில் நலம் காண கே அங்கே அருமையில் நலம் காண கேழாயி அங்கே மறையோ அருவார் மன்றாட்டம் இங்கே மன்றாடி நம்மை கரை சேர்ப்பதுமை மாஷருமைதானத்திலே மாஷருமைதானத்திலே உள்ளம் நொந்தினி नैले चढु मारे अन्ता विन्तवरा दै ती दिनम मानिलम अडिजे मानदरलेडु बेह ठरमई दानतिले फा ठरमई दानति அனு தினம் தொழுதென்றோ மனம் கெஞ்சி அரும் பெரும் மறை தந்த அல்லாவை அஞ்சி அணுதினம் தொழுதென்றோ மனம் கெஞ்சி மறுமையில் நலம் காண கேழாய் நீங்க மறுமையில் நலம் காண கேழாய் நீங்க மறையோ அருள்வான் வந்தாட்டமங்கே பண்புடன் பாடும் நண்பன் பிரகாப்தி பன்னீதை கேழாயோ பண்ணீதை கேழாயோ நீட உந்தடுமாற அல்லாவின் தவறாத நீதி திறம் மாநிலம் அழிந்தே மாந்தர்கள் எழுந்தே மருமைதானத்திலே மருமைதானத்திலே நீங்கும் வழிந்தாரிரை தூதர்பே பாரோரும் போத்துகின்ற நபிநாயகம் உயர் வழிகாட்டும் அள்ளல் நபி திருவாசகம் போத்து நபிநாயகம் உயர் வழிகாட்டும் வள்ளல் நபி திருவாசகம் ஆதார இது போல அவனீரல்ல நபி அவதாரமானார்கள் மார்க்கத்தை சொல்ல கல்லார அடித்த போதும் கருணையின் வள்ளல் பூயா அல்லாத புகழ்ந்து நின்றார் பொறுமை செம்மல் புரிந்தான் அபிநாதல் வேதனை தான் இங்கும் வழிதான் தாரிரை தூதர் கோதனை மேல் கோதனை புரிந்தான் அபிநாத மண்ணு விண்ணும் மானபியின் புகழ் பாடுது என்ன மதில் நபியை எண்ணி தினம் தேடுது புகழ் பாடுது என்ன மதில் நபியை எண்ணி தினம் தேடுது ஏறிருந்த போது அவர் ஏழையாக வாழ்ந்திருந்தார் புதிமீதிலே வாழ்நாள் ாய் கணித்தவர் அல்ல நபிவாயே ஒருவரையும் ஜபித்தவர் அல்ல வாழ்நாளை வீணாளாய் கணித்தவர் அல்ல ஒருவரையும் ஜபித்தவர் போதனை மேல் போதனை புரிந்தான் அபிநாதது தேதனை தான் நீங்கும் வழிதான் தாரி தூதறு போதனை மேல் போதனை புரிந்தான் அபிநாத இருவன் திருவேதமது தெளிவானது நம் இற சூழ்நடி இறைவன் திருவேதமதி தெளிவானது நம் இர சூழ்நி சொன்ன சொல்லும் அழியாதது போதனை மேல் போதனை புரிந்தான் அபிநாதரு வேதனை தான் நீங்கும் வழி தந்தாரி தூதறு போதனை மேல் போதனை புரிந்தான் அபிநாதரு புரிந்தான் அபிநாதர் புரிந்தான் அபிநாதரு